அனைவருக்கும் வணக்கம் கலைச்சிருப்பி பேசுறேன் சண்டை சிறுகள் இருக்குங்க அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு உண்டான டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பெட்ரூம்ல வந்து கலர்ஸ மாத்துங்க பிங்க் கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த லவ்லி கவ் ஆஹ் லவ்லி கலர் அப்படின்றது லவ்விங் கைண்ட்னஸ் வரதுக்கு உண்டான கலரே பிங்க் கலர் தான் அந்த ரோஸ்வாஸ் இந்த ரோஸ்வா வந்து உங்களுடைய போட்டோ அல்லது உங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிற போட்டோ ஜாலியா ஹாப்பியா நீங்க லவ்லியா நீங்க வெளியே போயிட்டு வரீங்க அது எதாவது போட்டோ நீங்க எடுத்திருப்பீங்க அந்த போட்டோ வச்சு அதுக்கு மேல ரோஸ்வாட் அந்த ஸ்டோனை நீங்க ஒரு டென் டேஸ் விட்டீங்கன்னாவே நல்லா ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும் கணவன் மனைவிக்கிடையே அந்த விரிசல்கள் இருக்காது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும் ஒரு சந்தோஷமா ஒரு மன நிம்மதியோட ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க அதுக்கு முக்கியமா வந்து ரோஸ்வாட்ஸும் அதே சமயம் வீட்டுல வந்து ரூம்ல பிங்க் கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க